இன்னைக்கு பெருக்கல் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கனம் எனப்படும் கனத்தில் உள்ள பொருள்கள் அதன் உறுப்புகள் எனப்படும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நூல்கள் நாணயங்கள் அஞ்சல் தலைகள் என பல்வேறு வகையான தொகுப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம் பொருள்களின் தொகுப்புகளை கணித வழியில் குறிக்கும் ஓர் வழிமுறையே கனமொழி பழங்களின் தொகுப்பு வீட்டு உபயோக பொருள்களின் தொகுப்பு இவையெல்லாம் கணங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்கள்னா என்ன பாருங்க மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள நூல்களின் தொகுப்பு என்னென்ன நூல்கள் இருக்குதுன்னு கண்டிப்பாக அங்கே ஒரு ரெஜிஸ்டரில் லிஸ்ட் அவுட் அடுத்து வானவிலில் உள்ள வண்ணங்களின் தொகுப்பு நமக்கு தெரியும் வானவிலில் என்னென்ன வண்ணங்கள் இருக்குன்னு நம்மளால் லிஸ்ட் பண்ண முடியும் பகாயன்களின் தொகுப்பு பகா எண்கள் என்னென்ன ரெண்டு மூணு ஐந்து ஏழு எக்ஸட்ரா நம்மளால் எழுத முடியும் இவ்வாறு நான்கு வரையெடுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பை நாம் கணம்னு சொல்லலாம் கவனிங்க பின்வருபனவற்றுள் எவை கணங்கள் ஆகும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் இயல் எண்களின் தொகுப்பு இயல் எண்களின் தொகுப்பு இயல் எண்கள் என்னென்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் அடுத்து ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பு ஏபிசிடி இருபத்தி ஆறு எழுத்துக்களையும் நம்ம தொகுப்பாக எழுத முடியும் அடுத்து ஃபோர்த் ஒன் நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு என்னென்ன மாநிலங்கள் இருக்குன்னு நம்மளால் எழுத முடியும் ஆனால் தேர்ட் அண்டு ஃபிஃப்த் பாருங்கள் நல்ல மாணவர்கள் அழகிய மலர்கள் மூன்றாவது ஐந்தாவது கேள்விக்கு அனைவராலும் ஒரே விடையை கண்டிப்பாக எழுத முடியாது நல்ல மாணவர்கள் என்பது அவரவர்களின் பார்வையை பொறுத்து வேறுபடும் அதே அழகிய மலர்கள் என்பது ஒருவருக்கு ரோஜா மலர் அழகிய மலராக தோன்றும் மற்றொருவருக்கு தாமரை மற்றொருவருக்கு முல்லை இப்படி அவரவர்களுடைய எண்ணங்களை பொறுத்து இந்த அழகிய மலர்களின் தொகுப்பு வேறுபடும் எனவே நல்ல அழகிய போன்ற வார்த்தைகளை சரியாக வரையறை நம்மால் செய்ய முடியாது எனவே சந்தேகத்துக்கு சற்றும் இடமின்றி அமையும் தொகுப்புகளையே நாம் கணங்களாக கருத சில நிலையான முடிவற்ற கணங்களுக்கு உதாரணங்கள் இயலென்கள் முழியென்கள் முழுக்கள் விகிதமுறியெண்கள் மெய்யன்கள் இவையெல்லாம் சில நிலையான முடிவற்ற கணங்கள் பார்ட்டிஷியன் பெருக்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய உதாரணம் ஏங்கிற கணத்துல கேரட் வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு மூன்று காய்கறிகளை நம்ம எடுத்துக்கலாம் கணம் ஏ கேரட் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அடுத்தது கணம் பியில நான்கு பழங்கள் திராட்சை மாம்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் இதோட முதல் எடுத்துக்களை நாம இதுக்கு பெயரிடலாம் கேரட் C, வெண்டைக்காய் L, கத்திரிக்காய் B. அதே போன்று திராட்சை G, மாம்பழம் M, ஆரஞ்ச் O, ஆப்பிள் A. கவனிங்க நம்முடைய கேள்வி ஏங்குற கணத்தில் மூன்று காய்கறிகளும் கணம் B யில நான்கு பழங்களும் உள்ளன ஒரு காயும் ஒரு பழமும் தேர்ந்தெடுப்பதுக்கான சாத்தியமான வழிகள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு கிணத்தில் ஏங்குற கிணத்துல கேரட் எடுத்துகிட்டா நான்கு பழங்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம் கேரட் திராட்சை கேரட் மாம்பழம் கேரட் ஆரஞ்ச் கேரட் ஆப்பிள் இத வரிசை ஜோடிகளாக எப்படி எழுதலான்னு பாருங்கள் சீக்கமா ஜி சீக்கமா எம் அடுத்து இரண்டாவது காய் வெண்டைக்காய் இதற்கும் நான்கு வழிகள் உள்ளன பாருங்கள் இதையும் வரிசை ஜோடிகள் அமைப்பாக இப்படி எழுதலாம் எல்கமா ஜி எல்கமா எம் எல்கமா ஓ எல்கமா ஏ அடுத்து மூன்றாவது காய் கத்திரிக்காய் பாருங்கள் இதற்கும் நான்கு வழிகள் உள்ளன B, B, G, B, M, B, ஜி பிகமா எம் பமா இவ்வாறு கணத்திலுள்ள பொருட்களை வரிசை ஜோடிகளின் கனமாக எழுதுவதற்கு பெயர் கார்டீசியன் பெருக்கள் கார்டீசியன் பெருக்களோட வரையறை என்னன்னு பார்க்கலாம் கவனிங்க கார்டீசியன் பெருக்கள் ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் நல்லா கவனிங்க வெற்றில்லா கணங்கள் வெற்றில்லா கணங்கள்னா கண்டிப்பா உறுப்புகள் இருக்கணும் வெற்று கணமா இருக்க கூடாது வெற்றுக்கணம்னா என்ன உறுப்புகள் இல்லாத கணத்தை தான் வெற்று கணம்னு சொல்றோம் ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது ஏ கமா பி ஏ பிலாங்ஸ் கணம் ஏ பி பிலாங்ஸ் டு கணம் பி என இருக்கும் இதை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கள் என்கிறோம் நல்லா கவனிங்க இரண்டு வெற்றில்லா கணங்களை எடுத்துட்டு அதோட வரிசை ஜோடிகளின் கணம்தான் கார்டீஷியன் பெருக்கல்னு சொல்கிறோம் பாருங்க இதோட குறியீடு A இந்த பெருக்கள் குறியீடு B சமம் கணக்குறியீடு பிராக்கெட்டில் ஏ A பி ஏ பிலாங்ஸ் டு ஏ பி பிலாங்ஸ் டு பி இந்த பெருக்கள் குறியீட நம்ம ஏ பெருக்கள் பின்னு படிக்க கூடாது ஏ கிராஸ் பின்னு படிக்கணும் பாருங்க ஏ கிராஸ் பி சமம் கணக்குறியீடு வரிசை ஜோடிகளை ஏகமா பின்னு எழுதியிருக்காங்க ஏங்கிற உறுப்பு முதல் கணத்திலிருந்தும் பிங்கிற உறுப்பு இரண்டாவது கணத்திலிருந்தும் எழுதப்பட்டிருக்கு ஏ கிராஸ் பி ஆனது ஏ மற்றும் b என்ற கணங்களுக்கு ஆன அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் அதன் முதல் உருப்பு உறுப்பு ஏயின் உறுப்பாகவும் இரண்டாவது B இன் உறுப்பாகவும் இருக்கும் அடுத்தது B கிராஸ் A B கிராஸ் A ஆனது A மற்றும் B என்ற கணங்களுக்கிடையேயான அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் ஆனா முதல் உறுப்பு பியின் உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பு ஏயின் உறுப்பாகவும் இருக்கும் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏ கிராஸ் பினா முதல் உறுப்பு ஏயின் உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பு பியின் உறுப்பாகவும் இருக்கும் ஆனால் பிக்ராஸ் ஏனா முதல் உறுப்பு பியின் உறுப்பு இரண்டாவது உறுப்பு ஏ யின் உறுப்பு கண்டிப்பா பரிசை ஜோடிகள் எழுதும் போது ஏ கமா பியும் பிகமா ஏயும் ஒன்றல்ல சமம் அல்ல எப்போ சமமாக இருக்கும் ரெண்டு உறுப்புகளும் ஒரே மாதிரியாக இருந்தால் அதாவது A-B எனில் மட்டுமே ஏகமா பியும் பிகமா ஏவும் சமம் கார்டீஷியன் பெருக்கலோட இன்னொரு பெயர் குறுக்கு பெருக்கல் ஆங்கிலத்தில் எழுதிய கிராஸ் ப்ராடக்ட்னு குறிப்பிடலாம் இரண்டு கணங்கள் எடுத்துக்கலாம் A-1-2 மூன்று பி ஏ வரைபடத்தில் இப்படி நாம் குறிக்கலாம் பாருங்க எக்ஸ சில ஏங்கிற கிணத்தையும் ஒய்யச் சில பிங்கிற கிணத்தையும் குறிப்பிட்டு இதற்கு குறுக்கு பெருக்கள் கண்டுபிடிக்கும் போது என்னென்ன வரிசை ஜோடிகள் வர்றக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் ஏ கிராஸ் பி ஒன்று இரண்டு மூன்று க்ராஸ் ஏ கமா பி முதல்ல ஒன்று அப்படிங்கிற எண்ணை எடுத்துட்டு எத்தனை வழிகளில் நம்ம எழுத முடியும்னு பாருங்கள் ஒன்று கமா ஏ ஒன்று அடுத்து இரண்டு என்ற எண் இரண்டு கமா ஏ இரண்டு மூன்று கமா ஏ மூன்று கமா பி அடுத்து பிக்ராஸ் ஏ a, b பி ஏ ஒன்று இரண்டு மூன்று ஏங்கிற உறுப்பை எடுத்துகிட்டு அதை வரிசை ஜோடிகளின் அமைப்பாக எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பிக்ராஸ் ஏ பீங்குற கணத்தை எக்ஸ்சிலையும் ஏங்குற கணத்திலேயும் ஒய்யச்சில் எழுதிட்டா என்னென்ன வழிகள் இருக்குன்னு பாருங்கள் ஏகமா ஒன்று ஏக்கமா அடுத்தது b,1, b,2, b,3 உங்களுக்கான ஒரு a a b b ஆனது சமமாக இருக்கும் a b not equal to b ஈக்வல் a ஆனா ஏ யிலுள்ள உறுப்புகளும் பி யிலுள்ள உறுப்புகளும் சமமாக இருந்தால் ஏ கிராஸ் b ஈக்வல் a ஆனா ஏ கிராஸ் பி யிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் பி கிராஸ் ஏ யிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் ஏ கிராஸ் பி வெற்றுக்கணம் எனில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கணம் வெற்றுக்கணமாக இருக்கும் ஒன்று ஏ ஈக்குவல் டு அல்லது பி வெற்றுக்கணமாக இருக்கணும் இது ஏ யிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பி பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கியூ எனில் என் ஆஃப் ஏ P பி பெருக்கள் எழுதலாம் வரிசை ஜோடி இவ்வளவு பெரிய அரங்கத்துல நம்மளோட இருக்கை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது சிரமம் அதனால அவங்க என்ன கொடுக்குறாங்க இந்த மாதிரி வரிசை ஜோடிகளின் அமைப்புகளை கொடுத்துறாங்க பாருங்க ஒன்று கமா ஐந்து நம்ம எழுதா முதல் ரோல ஐந்தாவது இருக்கையில போய் அமரலாம் ஏழு கமா பதினாறு ஏழாவது ரோல பதினாறாவது சீட்ல நாம் உட்காரணும் மூணு கமா ஒன்னு மூன்றாவது வரிசையில உட்காரலாம் பத்து கமா பன்னெண்டு பத்தாவது வரிசை பன்னிரெண்டாவது ஒருவருக்கு என கிடைத்தால் அவர் நான்காவது வரிசையில் பத்தாவது இருக்கையில் அமர வேண்டும் எனவே முதல் எண் வரிசையையும் இரண்டாவது எண் இருக்கை எண்ணையும் குறிப்பிடுகின்றது கவனிங்க ஐந்து என்ற இருக்கை எண்ணை பெறும் பார்வையாளர் எந்த இடத்தில் அமர்வார் ஒன்பதாவது வரிசையில் ஐந்தாவது இருக்கைக்கு செல்லலாமா ஒன்பது கமா ஐந்து ஐந்து கமா ஒன்பது இரண்டும் ஒரே இருக்கையை குறிக்கின்றனவா கண்டிப்பாக இல்லை இருப்பிடத்தை துல்லியமாக குறிக்கின்ற எண்களின் ஜோடிக்கு இது ஓர் எடுத்துக்காட்டு ஒன்பது கமா எண்ணில் ஒன்பதாவது ரூ ஐந்தாவது இருக்கை ஐந்து கமா ஒன்பது எனில் ஐந்தாவது இருக்கை இத்தகைய ஜோடிகளை நாம் வரிசை ஜோடி என்று அழைக்கிறோம் இரண்டு கணங்களோட வரிசை ஜோடிகளின் கணம்தான் கார்டிஷியன் பெருக்கள் இரண்டு மற்றும் மூன்று கணங்களுக்கான கார்டீசியன் பெருக்களின் வடிவியல் விளக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க மூன்று கணங்கள் எடுத்துக்கலாம் இரண்டு கணங்களோட கார்டீசியன் பெருக்கள் ஒரு இருபரிமாண சதுரத்தின் புள்ளிகளை குறிக்கிறது மூன்று கணங்களோட கார்டீசியன் பெருக்கள் முப்பரிமாணத்தில் உள்ள கனசதுரத்தின் புள்ளிகளை குறிக்கிறது அடுத்த பதிவுல பயிற்சியில் உள்ள கணக்குகளை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ